ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கைம்பட்டூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் டபுள் வார்ஃப் சாஃப்டெல் சாரீஸ்ஸோடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சேரீ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் எங்கள் கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சூப்பரான ப்ளூ கலர் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே சிங்கிள் கலர் அதாவது பாடி பள்ளு ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய ஸேரீ அண்ட் டபுள் ஒர்க் சாரீங்க சூப்பர் குவாலிட்டியான சேரீஸுங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன்லி மட்டுமேங்க இந்த சேரீல பேக் சைடு காட்டிறேன் பாருங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு ஜெரி ஒர்க் பண்ணியிருக்கோம் புட்டாஸ் வந்து ஃபுல்லாக கோல்டு ஜெரி ஒர்க் தாங்க பாருங்க புட்டாஸ் இது வரைக்கும் இருக்குதுன்னு உள் சுற்றில் மட்டும் புட்டாஸ் இருக்காதுங்க அண்ட் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் சேம் கலர் பல்லு கலர் இதுதாங்க பல்லுவில் வந்து சில்வர் அண்டு கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் பாடியில் கோல்டு ஜரி மட்டுமேங்க அண்ட் இதில் நிறையா நம்ம பேஸ்டல் ஷேட்ஸ் அண்ட் டபுள் ஷேட்ஸ் கலர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் லைட் கலர்ஸும் நிறைய பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்க்குறது ஒரு டபுள் ஷேடு ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது க்ரீன் தாங்க ஸோ அதில் வந்து ப்ளூ ஷேடும் வரும் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி சாரீஸ்ங்க டபுள் வார்ப் சாரீஸ் கண்டிப்பா இந்த சாரீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆவீங்க அந்தளவுக்கு ஸாரீ வந்து குவாலிட்டியான சாரீ இந்த சாரீஸுடைய லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் பிளவுஸ் ப்ளவுஸ் வந்து செவன்டி பாயிண்ட்டுக்கு அதாவது செவன்டி சென்டிமீட்டருக்கு அதிகமாக தாங்க இருக்கும் அண்ட் இதோடைய வித் ஆஃப் த சேரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பேஸ்டல் ஷேட் ரெண்டுமே கைத்தரி பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சேரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க பிளவுஸ் பாக்குறீங்க அப்படிங்கிறதுனால ஸோ ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பாடி பிளவுஸ் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டெய்லர் கிட்டே கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கே எவ்வளோ அளவு ப்ளவுஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கலாம் பட் செவன்ட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது காமன் எல்லா புடவையிலையுமே அகலம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த செவன்ட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸே போதுங்க ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே அது கரெக்டாக இருக்கும் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட்டு சாரீ இது இதுக்கு முன்னாடி சொன்னது பேஸ்டல் ஷேடுன்னு சொல்லியிருந்தங்க அது வந்து லைட் க்ரீனில் பேஸ்டலாக இருக்கும் இது வந்து ப்ளூ கலர் இது டபுள் ஷேடு இது வந்து ப்ளூ அண்டு க்ரீனில் ப்ளூ தான் டாமின்டாக இருக்கும் கிரீன் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் டபுள் ஷேட் கலர் புட்டாஸ் எல்லாமே கோல்டு டெஸ்ட் சரிங்க பள்ளுவில் வரக்கூடிய டிசைன் மட்டும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது இங்க் ப்ளூ கலர் ஒரே கலர் இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே கோல்டு டெஸ்ட் சரிங்க பாடி அண்ட் பலு ரெண்டுமே கோல்டு டெஸ்ட் சரி நம்ம பேமெண்ட் மோடு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்னு ப்ரீ பேமெண்ட் அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம்மில் நீங்கள் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சாரியோடைய ப்ரைஸ் மட்டுமே நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணலாம் இன்னொன்னே கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குதுங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் ப்ரீவியஸாகவே பே பண்ணால் மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரீயோடைய அமௌண்ட்டு மட்டும் கேஷாக கொடுக்கணுங்க ரீசேலர் ஹோல்சேலர்ஸ் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணும் க கஸ்டமர்ஸ் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க சப்போஸ் கால் பண்ணி பேசினா உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் கிளியர் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்க வர்ணா சப்போர்ட் நம்பருங்கிறது ஓன்லி குவரிஸ்க்காக மட்டும்தாங்க டவுட்ஸ் கேட்குறதுக்காக மட்டுமே தான் மத்தபடி booking எல்லாமே எதில இருக்குன்னா மெயின் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பரில் தான் நீங்கள் மெயினாக WhatsApp மூலமாக புக் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குறது நேவி ப்ளூங்க ஃபுல்லாக நேவி ப்ளூ இதில் பாடியிலையுமே silver and gold zari யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லுலையுமே வருங்க பாடியில் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக ஒர்க்குக்கு மட்டும் சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஸாரீ பார்க்குறோம் எல்லாமே சூப்பரான டிஃப்ரெண்ட் கலர் கலரெலாம் நாம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து க்ரீன் கலர் தான் எப்பவுமே வீடியோவில் எந்த இடத்துல கலர் எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம் இப்போவும் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்துல நீங்கள் ஸாரீ பார்த்தா கலர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேங்க ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அப்படி ஃபோல்டு பண்ணுற இடம் இந்த இடம் வந்து கரெக்டான கலர் வருங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு சூப்பரான பிளாக் கலர் சாரி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் வித் கோல்டு அண்ட் சில்வர் ஜெரி ஒர்க் பண்ண சாரி கண்டிப்பாக இது ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க ஏன்னா பிளாக் கலர் அப்படிங்கிறது பொதுவாக அதிகமாக நம்ம வியூ பண்ணுறது கிடையாது இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறதுனால ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் வந்து சரி பிளாக் கலர்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கோம் இதுலேயுமே கோல்டன் சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கோங்க பாடியில் வரக்கூடிய புட்டாவில் சில்வர் ஜெரி வந்து மைல்டாக அதாவது மீனா ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லூவில் உங்களுக்கு சில்வர் ஜெரி வரும் சிங்கிள் கலர் சாரி தான் பிங்க் அண்ட் ஆரஞ்சு பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டில் இருக்கக்கூடியது இதுவுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க டபுள் டோன் மேக்ஸிமம் நம்ம வந்து டபுள் டோன் சாரீ தான் பார்க்குறோம் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டுமே ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்ம பார்க்குறோம் இதுமே ஒரு light color தான் pastel shade தான் அதாவது பீச் கலர்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கக்கூடியதுங்க டார்க் ஷேட் ஆஃப் பீச் இதில் பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாக கோல்டன் டெஸ்ட் ஜரி பல்லூல சில்வர் அண்டு கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸாரீ புக் பண்ணலாங்க ஸாரீ புக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப்லேருந்து வரீங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப் நம்பர் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதே தாங்க நைன் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இது வந்து டபுள் டோன் தாங்க இந்த டபுள் டோன் இது எப்படி இருக்குன்னா பிங்க் அண்ட் ராணி பிங்க் இதில் இருக்கும் ஸோ மைல்டாக இருக்கும் இது பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் எல்லாமே கோல்டன் டெஸ்டர் சரிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க எங்ககிட்டருந்து ரிப்ளை வரும் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்கன்னா புக்குடு ஃபார் யூ அக்கௌண்ட் டீடெயில்ஸ் ஆர் ஜிபேமெண்ட் ஆர் சிஓடி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது இந்த ஸாரீ புக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடு ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருங்க அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படின்னா அந்த ஸாரீ இல்லை சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க இன்னொரு கஸ்டமர் புக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் ஆனால் அவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து எப்போவுமே சொல்ல முடியாதுங்க ஸோ அதனால் நீங்கள் சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுங்கள் மேபி அந்த சேரீ வந்து அவங்க கேன்சல் பண்ணாலோ இல்லை அவங்க ரிப்ளை பண்ணலை அவங்க நம்மளுக்கு எந்த மெசேஜஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கஸ்டமருக்கு அதை ப்ரொசீட் பண்ணுவோங்க ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் மேபி சம்டைம்ஸ் அந்த சாரி உங்களுக்கே கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பேஸ்டல் ஷேடு தான் லைட் சாக்லேட் கலரில் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிரே கலர் சிமெண்ட்டு கலர் சேம் டிசைன்ஸெலாம் பார்த்துட்ருக்கோங்க இப்போது இது வந்து ஒரு சிமெண்ட் கலர் கிரே கலரில் இருக்குது அண்டு உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அந்த வர்ணா மெயின் நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாங்க நீங்கள் கால் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா நெட்ஒர்க் வந்து கட் ஆகுது ஸோ மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஸோ அதனால தான் அது கால் பண்ண வேண்டான்னு நம்ம வர்ணா சப்போர்ட் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வர்ணா சப்போர்ட் நம்பருமே வந்து உங்களுடைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கு தான் அதாவது நியூ கஸ்டமர்ஸ் தான் நிறைய டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த கேட்குறதுக்காக தான் அந்த நம்பர் அண்ட் இன்னொன்று நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ரிப்ளே கொடுங்க அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிடுறீங்க புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஒரு ரிப்ளைவுமே இருக்கிறது இல்லை உங்கள்கிட்ட இருந்து ஸோ அது வந்து என்ன பண்ண முடியறதுன்னா அடுத்தடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்டே கேட்குறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் சொல்ல முடியல இருக்குன்னு சொல்ல முடியல ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணி ப்ரொசீட் பண்ணி கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ப்ரீபேமெண்ட்னா ப்ரீ பேமெண்ட் அதை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க மற்ற கஸ்டமருக்கு அந்த சாரியுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறதுக்காக தான் நான் இதை கேட்குறேன் இப்போ நம்ம லாஸ்ட்டை இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து பர்பிளுங்க இது வந்து பிளாக் காம்பினேஷனோட இருக்கும் ஸோ திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது தான் பிளாக் காம்பினேஷனோட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் த்ரெட்ஸ் தெரியுங்க ஸோ இந்த மாதிரி பிளாக் த்ரெட்ஸ் கண்டிப்பாக தெரியும் கீழேயும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிளாக் த்ரெட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் இது டேமேஜ் இல்லை கை தெரியல நெசவு பண்ணும்போது அது பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி வர்றது கண்டிப்பாக வளர்க்குங்க யூஷுவல் தான் எல்லா சாரீஸுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன் எ்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம் புக் பண்ண சொல்லாங்க